உங்கள் குழந்தைக்கும் இதே மாதிரியான ஒரு வாட்ஸ்அப் செட்டு சுருவாக்கணுமா அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷனை தட்டி விட்டுக்கிங்க அப்போ நான் போடுற வீடியோ உங்களுக்கு எல்லாமே நோட்டிஃபிகேஷனாக வரும் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நீங்கள் கெயின் மாஸ்டர் ஆப்பை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க இன்ஸ்டால் பண்ணிக்கிட்டு இப்போ அந்த கெயின் மாஸ்டர் ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓப்பன் பண்ணிக்கிட்டு அதில் கிரேட் நியூ அப்படின்னு இருக்கும் அதை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு அஸ்பெக் ப்ளேஸில் ஒன்பது இஷ்ட் அதை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு மேலே பாருங்கள் நெக்ஸ்ட் ஆப்ஷன் இருக்கும் அதை நீங்கள் கொடுத்துக்குங்க கொடுத்த பிறகு இப்போ நம்ம ஒரு பேக்ரவுண்ட் இமேஜ் ஒன்று ஆட் பண்ண போகிறோம் அதுக்கு நீங்கள் இடது பக்கத்தில் மேலே பாருங்கள் இமேஜ் இருக்கும் அதை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு இதில் ஏதாவது ஒரு இமேஜை நீங்கள் செலக்ட் பண்ணி எடுத்துக்கோங்க எடுத்த பிறகு மேலே பாருங்கள் இண்ட் ஆப்ஷன் இருக்கும் அதை நீங்கள் கொடுத்துக்குங்க கொடுத்துக்கிட்டு இப்போ நீங்கள் எந்த அளவுக்கு வீடியோ எடிட் பண்ண போகிறீங்களோ அந்தளவுக்கு இதை அப்படியே ட்ராக் பண்ணி விட்டுக்குங்க ட்ராக் பண்ண பிறகு மேலே பாருங்கள் ரைட் ஆப்ஷன் இருக்கும் அதை நீங்கள் கொடுத்துக்குங்க கொடுத்த பிறகு வீடியோடையே ஸ்டார்டிங் பாயிண்ட் வாங்க ஸ்டார்டிங் பாய் வந்த பிறகு இப்போ நம்ம இதில் ஒரு பிறந்த வீடியோக்கான ஒரு டெம்ப்ளேட் வந்து ஆட் பண்ண போகிறோம் அதனுடைய லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் கீழே கொடுத்துருக்கேன் நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கிங்க அதுக்கு லேயரில் போயிட்டு மீடியாவில் போய்ட்டு டவுன்லோட்ஸில் போய் டெம்ப்ளேட்டை எடுத்துக்கங்க டெம்லேட்டை எடுத்த பிறகு இப்போ பாருங்கள் நீங்கள் வலது பக்கத்தில் அப்படி நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா அதில் ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன் இருக்கும் அதை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு மேலே ஒயிட் பாக்ஸ் இருக்கும் அதை நீங்கள் கொடுத்துட்டு மேலே டிக் ஆப்ஷன் இருக்கும் அதை நீங்கள் கொடுத்துக்குங்க கொடுத்த பிறகு நீங்கள் மறுபடி நீங்கள் அந்த டெம்ப்ளேட் மேலே ஒரு தூரம் கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிவிட்டு மறுபடியும் நீங்கள் வலது சைடில் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா அதில் குரோமாக்கி அப்படின்னு இருக்கும் அதை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு அதில் எனபிள்ட் இருக்கும் அதை எனேபிள் பண்ணி விட்டுக்குங்க எனேபிள் பண்ணி விட்ட பிறகு அதில் கீ கலர் இருக்கோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள் செலக்ட் பண்ணிக்கிட்டு இதில் ப்ளூ கர் ஓகேங்களா ப்ளூ கலர் எடுத்த பிறகு மேலடிக் ஆப்ஷன் இருக்கும் அதை நீங்கள் கொடுத்துக்குங்க கொடுத்துட்டு இப்போ குரோமாக்கி பக்கத்தில் மறுபடியும் ஒரு ரைட் ஆப்ஷன் இருக்கும் அதை நீங்கள் கொடுத்துக்குங்க கொடுத்த பிறகு இப்போ லைட்டாக ப்ளே பண்ணி பாருங்கள் பிளே பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த டெப்லெட்டில் ப்ளூ கலர் மட்டும் ரிமூவ் ஆகிருக்கும் இப்போது வீடியோடையே ஸ்டார்டிங் பாயிண்ட் வாங்க ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்த பிறகு இப்போ யாருக்கு பிறந்தனாலும் அவங்களுடைய இமேஜ் இதில் ஆட் பண்ண போகிறோம் அதனால் உங்களுக்கு தேவையான ஒரு நாலு ஐந்து ஃபோட்டோகளை நீங்கள் எடுத்துக்கோங்க அதில் மூணு அஞ்சு ஃபோட்டோ பேக்கூட ரிமூவான ஃபோட்டோவாக நீங்கள் எடுத்துக்கோங்க ஓகேங்களா எடுத்த பிறகு இதில் ஒவ்வொன்றா நீங்கள் ஆட் பண்ணுங்கள் நான் எப்படி ஆட் பண்ணுறேனோ அதே மாதிரி நீங்கள் ஆட் பண்ணுங்கள் அதுக்கு லேயரில் போயிட்டு மீடியாவில் போயிட்டு நான் வந்து ஃபோட்டோவை எடுத்துக்கிறேன் ஃபோட்டோவை எடுத்த பிறகு இப்போ நீங்கள் அந்த ஃபோட்டோமே ஒருத்தர் கிளிக் பண்ணிவிட்டு மேலே எடுத்துகிட்டு மேலே எடுத்துகிட்டு வந்து லைட்டை ஜூம் பண்ணிக்கிட்டு இங்கே நீங்கள் இடது சைடு பார்த்தீங்கன்னா த்ரீ டாட் இருக்கும் அதை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு செட்டு பேக் கொடுத்துக்குங்க செட்டு பேக் கொடுத்த பிறகு லைட்டை நீங்கள் பிளே பண்ணி பாருங்கள் ப்ளே பண்ணி பார்த்துட்டு இது அது ஃபோட்டோவில் மறுபடியும் ஒருத்தர் கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவை அந்தளவுக்கு நீ அப்படி லைட்டாக அப்படி ஜூம் பண்ணி விட்டுங்க ஜூம் பண்ணி விட்ட பிறகு நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சிக்கிங்க அட்ஜஸ்ட் பண்ணி வச்ச பிறகு மறுபடியும் இந்த ஃபோட்டோவை லைட்டாக இழுத்து விட்டுங்க இழுத்து விட்டுட்டு மேலே பாருங்கள் டிகாப்ஸ் இருக்குது அது கொடுத்துங்க கொடுத்துட்டு மறுபடியும் நீ வீடியோ ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து அதை ப்ளே பண்ணி பாருங்க ப்ளே பண்ண பிறகு இப்ப பாருங்கள் அது எந்த இடத்துல பாருங்கள் அது எந்த இடத்துல முடியுதோ அந்த இடத்துல வச்சிக்கிட்டு அந்த ஃபோட்டோமில் ஒரு தூரம் கிளிக் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் வலது சைடில் பாருங்கள் கத்திரி இருக்கும் அந்த கத்திரியை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு நம்மளுக்கு ட்ரிம் டூ ரைட் இருக்குது அதை நீங்கள் கொடுத்து கொடுத்த பிறகு மேலே டிக் ஆப்ஷன் கொடுத்துங்க டிக் ஆப்ஷன் கொடுத்த பிறகு இப்போ நம்ம அடுத்த ஃபோட்டோ நம்ம இதில் ஆட் பண்ண போகிறோம் அதுக்கு லேயரில் போயிட்டு மீடியாவில் போய்ட்டு அடுத்த இமேஜை நீங்கள் எடுத்துக்கங்க ஓகேங்களா அடுத்த இமேஜ் நீங்கள் எடுத்த பிறகு இதையும் நீங்கள் அப்படியே எந்த அளவுக்கு வேணுமோ கொஞ்சம் நீங்கள் ட்ராக் பண்ணி விட்டுக்குங்க ட்ராக் பண்ணி விட்ட பிறகு மறுபடியும் நீங்கள் அதனுடைய ஸ்டார்டிங் பாயிண்ட் வாங்க ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்த பிறகு இப்போ அந்த ஃபோட்டோவை மேலே அட்ஜஸ்ட் பண்ணி வைங்க அட்ஜஸ்ட் பண்ணி விட்டு கொஞ்சம் அப்படி ஜூம் பண்ணுங்கள் ஜூம் பண்ணிவிட்டு மறுபடி நீங்கள் இடது பக்கத்தில் த்ரீ டாட்டில் போயிட்டு செண்டு பேக் கொடுத்துங்க ஓகேங்களா சென்டு பேக் கொடுத்துட்டு மறுபடியும் இதில் வளர்ச்சை டிக் ஆப்ஷன் கொடுத்துக்கிட்டு மறுபடியும் நீங்கள் அதை லைட்டை ப்ளே பண்ணி பாருங்கள் ப்ளே பண்ணி பார்த்த பிறகு இதுவும் எந்த இடத்துல முடியுதோ அந்த இடத்துல வச்சு கத்திரி வச்சு நீங்கள் கட் பண்ணி விட்டுக்குங்க ஓகேங்களா இப்போ இந்த இடத்துல முடியுது ஓகேங்களா இந்த இடத்துல முடியுது அதனால் அந்த ஃபோட்டோமேலே ஒரு தூரம் கிளிக் பண்ணிவிட்டு இப்போ வளர்ச்சியில் கத்திரி ஆப்ஷன் நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ட்ரிம் டு ரைட் கொடுத்துங்க கொடுத்த பிறகு மேலே டிக் ஆப்ஷன் கொடுத்துங்க டிக் ஆப்ஷன் கொடுத்த பிறகு மறுபடியும் நீங்கள் அதோடைய ஸ்டார்டிங் பாயிண்டில் வந்து ப்ளேம் பண்ணி பாருங்கள் ப்ளே பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எந்தளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி வைங்க நான் இது வச்சுட்டு இந்த ஃபோட்டோ லைட்டை அப்படி ஜூம் பண்ணிவிட்டு எனக்கு தேவையான அளவுக்கு நான் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சிங்க வச்ச பிறகு மேலே டிக் ஆப்ஷன் கொடுத்தேன் டிக் ஆப்ஷன் கொடுத்த பிறகு மறுபடியும் இந்த ஃபோட்டோடைய எண் பாயிண்ட்டுக்கு வந்து மறுபடியும் அடுத்த இமேஜை நீங்கள் ஆட் பண்ணிங்க அதுக்கு லேயரில் போய்ட்டு மீடியாவில் போயிட்டு ஓகேங்களா அடுத்த இமேஜ் நீங்கள் ஆட் பண்ணிக்கிங்க ஆட் பண்ண பிறகு மறுபடியும் இந்த ஃபோட்டோ உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணும் அந்தளவுக்கு ட்ராக் பண்ணிக்கிட்டு மறுபடியும் நீங்கள் அதனுடைய ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்துட்டு அந்த ஃபோட்டோ மேலே ஒருத்தர் கிளிக் பண்ணிவிட்டு மேலே எடுத்துகிட்டு போங்க எடுத்துகிட்டு போயிட்டு மறுபடி நீங்கள் இடது பக்கத்தில் த்ரீ டாட்டில் போய்ட்டு சென்ட் டு பேக் கொடுத்துங்க சென்ட் டு பேக் கொடுத்த பிறகு இப்போ மறுபடியும் அதை ப்ளே பண்ணி பாருங்கள் ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு நீங்கள் ஜூம் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்பதான் உங்களுக்கு பார்க்கறதுக்கு செம சூப்பராக இருக்கும் உங்களுக்கு எது எந்த அளவுக்கு எப்படி வேணுமோ ஃபோட்டோ அந்தளவுக்கு நீங்கள் வச்சு வேலை டிக் ஆப்ஸுன்னு கொடுத்துங்க டிக் ஆப்ஸுன்னு கொடுத்து மறுபடியும் அந்த ஃபோட்டோடைய ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து ப்ளே பண்ணி பாருங்கள் எந்த இடத்துல முடியுமோ அந்த இடத்துல வச்சு நீங்கள் கட் பண்ணி விட்டீங்க ஓகேங்களா இப்போது ஃபோட்டோ கொஞ்சம் முன்னாடி போகுது அதெல்லாம் கொஞ்சம் எழுத்து ட்ராக் பண்ணி விட்டுருக்குது ட்ராக் பண்ணி விட்டு மறுபடியும் நான் டிக் ஆப்ஸுன்னு கொடுத்து ப்ளே பண்ணி பார்க்குறேன் இந்த இடத்துல முடியுது ஃப்ரெண்ட்ஸ் இந்த இடத்துல முடியுதுனால மறுபடியும் நான் கொஞ்சம் ட்ராக் பண்ணி விட்டுக்கிட்டு ட்ராக் பண்ணி விட்டுட்டு மறுபடியும் நான் ரைட் ஆப்ஷன் கொடுத்துக்கிட்டு மறுபடியும் நான் ப்ளை பண்ணி பார்க்குறேன் ஓகே இந்த இடத்துல முடியுது ஓகேங்களா இந்த இடத்துல முடியுதுனா மறுபடியும் அந்த ஃபோட்டோமே ஒருத்தர் கிளிக் பண்ணிவிட்டு வலது செய்யலை கத்திரியிருக்கா அதை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு ட்ரிம் டு ரைட் கொடுத்துங்க கொடுத்துட்டு மேலே டிக் ஆப்ஷன் கொடுத்துங்க டிக் ஆப்ஷன் கொடுத்த பிறகு அது இந்த ஃபோட்டோடைய எட்டு வச்சு அடுத்து நெஸ்ட் இமேஜ் ஆட் பண்ணிக்கங்க லேயரில் போயிட்டு மீடியாவில் போயிட்டு ஓகேங்களா நெக்ஸ்ட் இமேஜ் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிக்கிட்டு மறுபடியும் அந்த ஃபோட்டோ மேலே நீங்கள் ஒருத்தரை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்தளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு நீங்கள் லைட்டாக டிசூம் பண்ணிவிட்டு இடது சைடில் த்ரீ டாட்டில் போய்ட்டு சென்ட் டு பேக் மறுபடியும் கொடுத்துங்க கொடுத்த பிறகு உங்களுக்கு தேவையான அளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுட்டு மேலே டிக் ஆப்ஷன் கொடுத்துட்டு நீங்கள் ப்ளே பண்ணி பாருங்கள் ப்ளே பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு நீங்கள் மறுபடியும் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி ஜூம் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேங்களா ஜூம் பண்ணி வச்ச பிறகு இங்கே பாருங்கள் வலது செய்யலை ரைட் ஆப்ஷன் கொடுத்துக்கிட்டு மறுபடியும் நீங்கள் வீடியோடய ஸ்டார்டிங் பாயிண்ட் வாங்க ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்த பிறகு இதில் நம்ம ஒரு லைட் டெம்ப்ளேட் ஆட் பண்ண போகிறோம் அதனுடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன் நீங்கள் டவுலோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கங்க அதுக்கு லேயரில் போயிட்டு மீடியாவில் போயிட்டு டவுன்லோட்ஸில் போய்ட்டு அதை எடுத்துக்கங்க அதை எடுத்த பிறகு மறுபடியும் அதை நீங்கள் அப்படியே ரொட்டேட் பண்ணி விட்டுக்கோங்க ரொட்டேட் பண்ணி விட்டுட்டு நீங்கள் வளர் சைடு பார்த்தீங்கன்னா அப்படி ஸ்க்ரோல் பண்ணிட்டு வாங்க ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்திங்கன்னா அதில் ஸ்பிளிட் ஸ்க்ரீன் இருக்கும் அதை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு மேலே பாருங்கள் ஒயிட் பாக்ஸ் இருக்கும் அதை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு மேலே டிக் ஆப்ஷன் கொடுத்துங்க டிக் ஆப்ஷன் கொடுத்த பிறகு அந்த டெப்லெட் மேலே மறுபடியும் ஒருத்தர் கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிட்டு மறுபடியும் நீங்கள் வளர்ச்சை ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா அதில் பிளண்டிங் இருக்குது அதை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு மறுபடியும் அதில் ஸ்க்ரோல் பண்ணுங்கள் ஸ்க்ரீன் இருக்கும் அதை செலக்ட் பண்ணிட்டு மேலே டிக் ஆப்ஷன் கொடுத்துங்க டிக் ஆப்ஷன் கொடுத்த பிறகு லைட்டாக ப்ளே பண்ணி பாருங்கள் பார்க்குறதுக்கு செம சூப்பராக இருக்குங்க இப்போ மறுபடியும் அதை பாஸ் பண்ணிவிட்டு வீடியோடைய ஸ்டார்டிங் பாயிண்ட் வாங்க ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்த பிறகு இப்போ நம்ம அடுத்த இமேஜ் ஒன்று ஆட் பண்ண போகிறோம் அதுக்கு பேக்ரவுண்ட் ரிமூவான இமேஜ் நீங்கள் எடுத்துக்குங்க ஓகேங்களா அதுக்கு லேயரில் போயிட்டு மீடியாவில் போயிட்டு பேக்ரவுண்ட் ரிமூவான இமேஜ் நீங்கள் எடுத்துக்குங்க உங்களுக்கு பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ண தெரியல அப்படின்னா நீங்கள் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் அதற்கான ஒரு வீடியோவும் நான் உங்களுக்கு போடுறேன் ஓகேங்களா அடுத்து அந்த இமேஜை நீங்கள் செலக்ட் பண்ண பிறகு அந்த இமேஜ் வந்து மறுபடியும் கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்தளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு நீங்கள் ஜூம் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி வைங்க அஜிஸ் பண்ணி வச்ச பிறகு இப்போ பாருங்கள் நீங்கள் வலது சைடில் பார்த்தீங்கன்னா இன் அனிமேஷன் இருக்கும் அதை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள் செலெக்ட் பண்ணிவிட்டு அதில் உங்களுக்கு ஒவ்வொரு அனிமேஷனும் பார்க்கறதுக்கு செமையாக இருக்குங்க ஒவ்வொன்றையும் நீங்கள் செலக்ட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு எந்த பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணி வச்சிங்க ஓகேங்களா ஸ்லைட் ரைட் நான் பண்ணி மேலே டிக் ஆப்ஷன் கொடுத்துருங்க டிக் ஆப்ஷன் கொடுத்த பிறகு எனக்கு எந்தளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு நான் ட்ராக் பண்ணி இதை வச்சுக்கிடுவேன் வச்ச பிறகு மேலே ரைட் ஆப்ஷன் கொடுத்த பிறகு மறுபடியும் நான் அடுத்த ஃபோட்டோவை நான் ஆட் பண்ணப்போம் இதனுடைய கொஞ்சம் தள்ளி வச்சு அடுத்த ஃபோட்டோவை நான் லேயரில் போயிட்டு மீடியாவில் போய்ட்டு அடுத்த இமேஜ் நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா அடுத்த இமேஜ் நான் ஆட் பண்ணிவிட்டு எனக்கு எந்தளவுக்கு தேவை அந்தளவுக்கு நான் அப்படியே ட்ராக் பண்ணி விட்டுக்கிடுறேன் ட்ராக் பண்ணி விட்டுவிட்டு மறுபடியும் அதேமாதிரி ஒருத்தர் க்ளிக் பண்ணிவிட்டு எனக்கு எந்தளவுக்கு தேவை அந்த அளவுக்கு நான் அப்படியே ஜூம் பண்ணிக்கிறேன் சூம் பண்ணி கீழே அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கிறேன் வச்ச பிறகு மறுபடியும் நான் இன்னிமேஷனில் போயிட்டு எல்லா அனிமேஷனும் செம்ம சூப்பராக இருக்கேன் நீங்கள் ஒவ்வொன்றா ப்ளே பண்ணி பாருங்கள் செமையாக இருக்குங்க உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் அதை நீங்கள் செலக்ட் பண்ணி வச்சுக்கலாம் ஓகேங்களா இப்போ நான் இதை செலக்ட் பண்ணேன் ஓகேங்களா கன்வெஜ் அப்படின்ட்டுருக்கு அதை செலக்ட் பண்ணிட்டு மேலே டிக் ஆப்ஷன் கொடுத்துருந்தேன் டிக் ஆப்ஷன் கொடுத்த பிறகு மறுபடியும் லைட்டாக கொஞ்சம் தள்ளி அடுத்த நெக்ஸ்ட்டு இமேஜ் ஆட் பண்ணிக்கிறேன் லேயரில் போய்ட்டு மீடியாவில் போயிட்டு ஓகேங்களா அடுத்த நெக்ஸ்ட்டு இமேஜ் ஆட் பண்ணிக்கிறேன் நெக்ஸ்ட் இமேஜ் ஆட் பண்ண பிறகு எனக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நான் அப்படி ட்ராக் பண்ணி விட்டுவிட்டு மறுபடியும் அந்த ஃபோட்டோ மேலே ஒரு தடவை கிளிக் பண்ணிவிட்டு நான் ஜூம் பண்ணிக்கிறேன் ஜூம் பண்ணிவிட்டு அப்படி எனக்கு தகுந்தாவதா என்ன அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கிறேன் நான் எப்படி பண்ணுறோம் அதே மாதிரி பண்ணுற சப்தம் உங்களுக்கு செமையாக வரும் ஓகேங்களா மறுபடியும் நீங்கள் வளர்ச்சியில் பார்த்திங்கன்னா இன் அனிமேஷன் இருக்கோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு இதில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அது வைங்க நான் பாப் செட் பண்ணுறேன் பாப்பாக்க செம சூப்பராக இருக்குங்க ஓகேங்களா அதை செலக்ட் பண்ணி மேலே டிகாப்ஸும் கொடுத்துக்கேன் டிக்காப்ஸும் கொடுத்த பிறகு மறுபடியும் லைட்டாக தள்ளி வந்து மறுபடியும் அடுத்த இமேஜ் ஆட் பண்ணிக்கிறேன் லேயில் போய்ட்டு மீடியாவில் போயிட்டு நெக்ஸ்ட் ஃபைனல் இமேஜ் நட் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா ஆட் பண்ண பிறகு அதை எண்டு தக்க நான் ட்ராக் பண்ணி விட்டுக்கிடுறேன் ட்ராக் பண்ணி விட்டுட்டு மறுபடியும் அந்த ஃபோட்டோமேலே ஒருத்தர் கிளிக் பண்ணிவிட்டு நான் அதை அப்படி ஜூம் பண்ணிக்கிறேன் ஜூம் பண்ணிவிட்டு நம்மளுக்கு எந்த அளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுட்டு கீழே இறக்கி விட்டுக்கிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் இறக்கி விட்ட பிறகு ஓகேங்களா மறுபடி நீங்கள் இன் அனிமேஷன் வாங்க இன் அனிமேஷன் வந்த பிறகு அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்திங்கன்னா இதில் ஸ்கேல் ஆஃப் அப்படி இருக்கா அதை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள் செலக்ட் பண்ணிட்டு மேலே டிக் ஆப்ஷன் கொடுத்துங்க கொடுத்த பிறகு மறுபடியும் விடுபடி ஸ்டார்டிங் பாயிண்ட் வாங்க ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்த பிறகு இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து எடுத்துகிட்ட டெஸ்ட் இமேஜ் ஒன்று ஆட் பண்ண போகிறோம் அதனுடைய லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன் நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கிங்க அதுக்கு லேயரில் போய்ட்டு மீடியாவில் போய்ட்டு டவுன்லோட்ஸில் போய்ட்டு எடுத்துக்கங்க ஓகே இது ஆட் பண்ண பிறகு மறுபடியும் நீங்கள் அதன் மேலே ஒருத்தர் கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்தளவுக்கு தேவை அந்தளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணுவேன் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அப்படி கீழே இறக்கி லைட்டாக இது கொஞ்சம் லைட்டாக இது சுருக்கிங்க சரி லைட்டாக அப்படி அப்படியே கீழே வைங்க ஓகேங்களா ஃபோட்டோவில் டச் பண்ணாத அளவுக்கு நீங்கள் வச்சுங்க வச்சுட்டு மேலே டிகாப்ஷன் கொடுத்து டிக் ஆப்ஸும் ரைட்டாக ப்ளே பண்ணி பாருங்கள் பிளே பண்ணி பார்க்கும்போது செம சூப்பராக இருக்கு இப்போ அது மேலே ஒரு தடவை கிளிக் பண்ணி வீடியோ எண்டுதுக்கு அப்படியே ட்ராக் பண்ணி விட்டுக்குங்க ட்ராக் பண்ணி விட்ட பிறகு மறுபடியும் ரைட் ஆப்ஷன் கொடுங்க கொடுத்த பிறகு இப்போ வீடியோட ஸ்டார்டிங் பயன் வாங்க ஸ்டார்டிங் பயிர் வந்த பிறகு மறுபடியும் இதில் ஒரு கேக் இமேஜ் ஒன்று ஆட் பண்ண போகிறோம் அதனுடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருங்க நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிங்க அதுக்கு லேயரில் போயிட்டு மீடியாவில் போய்ட்டு டவுன்லோட்ஸில் போய் எடுத்துக்கங்க ஓகே அந்த கேக் இமேஜ் ஆட் பண்ண பிறகு இதை நீங்கள் லைட்டாக இதையும் நீங்கள் லைட்டாக நீங்கள் சுருக்கிங்க சுருக்கிட்டால் நம்மளுக்கு எந்தளவுக்கு தேவையாக அந்த பெர்தே எடிட் அந்த பெர்தே டெஸ்ட் இமேஜ் இருக்குல்ல அதுக்கு மேலே நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி வைங்க ஓகேங்களா லைட்டாக ப்ளே பண்ணி பாருங்கள் எந்த இடத்துல இருக்குன்னு இப்போ இந்த இடத்துல மேலே கொஞ்சம் தூக்கி வைங்க ஓகேங்களா ஆச்சு கொஞ்சம் சின்னதாக்கிங்க சின்னதாக்காக்கிட்டு கொஞ்சம் இது பக்கத்தில் அப்படி தள்ளி நான் எப்படி வைக்கணும் அதேமாதிரி வச்சுக்கி மேலே டிக் ஆப்ஷன் கொடுத்தாங்க கிளிக் பண்ணிவிட்டு மறுபடியும் வீடியோ எண்டு தான் ட்ராக் பண்ணி விட்டீங்க ஓகேங்களா ட்ராக் பண்ணி விட்ட மறுபடியும் வீடியோ ஸ்டார்டிங் பண்ணிவிடுவாங்க ஸ்டார்டிங் போய் வந்த பிறகு டிக் ஆப்ஷன் இருக்குது அது கொடுத்துக்கங்க இது எல்லாம் செட் பண்ணியாச்சு ஓகே கேன்டில் தான் நம்ம இப்போ ஏற்ற போகிறோம் அதுக்கு நம்ம இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வலுசையில் லேயர் இருக்கா அதை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள் செலக்ட் பண்ணிட்டு இப்போ இந்த ஸ்டிக்கர் இருக்கா அதை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள் செலெக்ட் பண்ணிவிட்டு அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வாங்க அதில் சப்ளைன் ஸ்பார்க் இருக்கும் அதை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு பாரு வீடியோ எடுத்ததுக்கு ட்ராக் பண்ணி விட்டுக்கோங்க ட்ராக் பண்ணி விட்ட பிறகு மேலே டிகாப்ஸன் கொடுத்துங்க டிகாப்ஸன் கொடுத்த பிறகு மறுபடியும் வீடியோடயே ஸ்டார்டிங் பாயிண்ட் வாங்க ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்த பிறகு இப்போ நம்ம என்ன போகிறோம் அப்படின்னா ஃபைனலாகிட்டு ஒரு லிரிக்ஸ் ஒன்று ஆட் பண்ண போகிறோம் ஓகேங்களா லிரிக்ஸ் வந்து ஆட் பண்ண பிறகு ஒரு ஃப்ரெய்ம் ஒன்று ஆட் பண்ணால் நம்மளுக்கு இந்த வீடியோ ஃபினிஷ் ஆகிடும் ஓகேங்களா இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா லேயரில் போயிட்டு மீடியாவில் போய்ட்டு லிரிக்ஸ் வந்து ஆட் பண்ண போகிறோம் ஓகேங்களா இதனுடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன் நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கிங்க ஓகேங்களா லிரிக்ஸ் எடுத்த பிறகு ஓகேங்களா இது இப்போ என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு சொன்னால் அதுமாரி ஒருத்தரவை கிளிக் பண்ணிவிட்டு இது லைட்டை அப்படி பேக்கில் இழுத்து விட்டுங்க ஃப்ரெண்ட்ஸ் இழுத்துவிட்ட பிறகு மேலே டிக் ஆப்ஷன் கொடுத்துங்க டிகாப்ஷன் கொடுத்த பிறகு இப்போ ஃபைனலாக ஃப்ரேம் ஒன்று ஆட் பண்ண போகிறோம் அதனுடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துங்க நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கீங்க லேயரில் போயிட்டு மீடியாவில் போயிட்டு டவுன்லோட்ஸில் போயிட்டு அந்த ஃப்ரேம் எடுத்துக்கங்க எடுத்த பிறகு மறுபடியும் நீங்கள் அதன்மே ஒருத்தரை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வரது சைடு ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்திங்கன்னா அதில் க்ரோமா கீ அப்படின்னு இருக்கும் அதை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு அதில் எனேபிள் பண்ணி விட்டுவிடுங்க எனேபிள் பண்ணி விட்ட பிறகு கீ கலர் இருக்கும் அதை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு அதில் க்ரீன் கலர் கொடுத்து டிகாப்ஷன் கொடுத்துங்க டிகாப்ஸன் கொடுத்து மறுபடியும் நீங்கள் குரமாக்கி பக்கத்தில் ஒரு டிகாப்ஷன் இருக்கும் அதை நீங்கள் கொடுத்துக்கங்க கொடுத்த பிறகு மறுபடியும் நீங்கள் அதனு ஒருத்தர் கிளிக் பண்ணிவிட்டு வளர்ச்சியில் அப்படியே வளர்ச்சியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா மேலே பாக்ஸ் இருக்கும் அதை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு ஒரு டிக் பாக்ஸ் இருக்கும் அதை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு டிகாப்ஸன் கொடுத்து டிகாப்ஷன் கொடுத்த மறுபடியும் நீங்கள் அதை ஒருத்தர் கிளிக் பண்ணிவிட்டு வீடியோ எண்டுக்கு ட்ராக் பண்ணிவிட்டு ஓகேங்களா ட்ராக் பண்ணி விட்ட பிறகு மறுபடியும் நீங்கள் வீடியோடைய ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து ப்ளே பண்ணி பாருங்கள் ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா செம சூப்பரான நம்மளுக்கு ஒரு பர்த்டே வாட்ஸ்அப் செட் ரெடி ஆயிடுச்சிங்க ஓகேங்களா செம்மையாக இருக்குது இதேமாரி உங்களுக்கு பிடிச்சவங்க இமேஜை நீங்கள் செட் பண்ணி அவங்களுக்கு பர்த்டே வீடியோ எடிட் பண்ணி கொடுத்தீங்கன்னா செம சூப்பராக எஞ்சாய் பண்ணுவாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ என்ன என்ன பண்ண போகிறோம் டவுன்லோட் பண்ணி எடுக்க போகிறோம் அதுக்கு மேலே பாருங்கள் அம்புக்குரியமா இருக்கா அதை டவுன்லோட் ஆப்ஷன் அதை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு உங்களுக்கு எந்த அளவு கிளாரிட்டி வேணுமோ அந்தளவு கொடுத்து நீங்கள் வீடியோவை டவுன்லோட் பண்ணி எடுத்துங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் என் சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணிங்க நீ நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் ஓகே பாய்